அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமைங்க பெருமாளை ரொம்ப அழகாக ஜோடனம் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் பெருமாளை பார்க்கலாம் சேலத்தில் உள்ள முக்கியமான இடத்துல ஒரு பெருமாள் கோயிலுங்க வந்து இப்போ தான் ரொம்ப அழகாக ஜோடனம் பண்ணியிருக்காங்க பெருமாளுக்கு பெருமாளை பார்க்கலாம் பார்க்கலாம்